இணையில்தான் துணை கொண்டும் எம்பிரா நபிஹர் ஹோமான் சொல்ல உதாகு வலிவு செல்லாம் அவர்களுடைய நல்லாட்சியை கொண்டும் என்னுடைய உரையை நான் தோன்றுகின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே அருமநாயகத்தின் உமத்தினர்களே இப்பொழுது சொல்லுகின்ற ஒரு சரித்திர வரலாறு நபி இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறினை பற்றி ஆரம்பிக்கின்றோம் ஆகவே தயகூர்ந்து அன்பர்களும் நண்பர்களும் என் அருமை தாய்மார்களும் சிறிது உங்களுடைய சிரமங்களை சொல்லுகின்ற நதி இப்ராஹிம் அலை சலாத்துலாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறை நிறைவேற கேட்டு துவா செய்யும் கொண்டு நான் சரித்திரத்தை தோங்குகின்றேன் ஆதி ஆண்டோர் மோம்மது நதி பர அரசர்கள் நான்கு பேர்கள் தகுதியையும் வல்லமையையும் அல்லாஹர்களுக்கு கொடுத்திருந்தார் அடுத்து அப்துல் கர்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசர் அவர்களும் உலகத்தை எல்லாம் ஆண்டார்கள் காபரான அரசர்களில் நமவுது என்று சொல்லவனும் இந்த இருவர்களும் உலகத்தை எல்லாம் ஒரு கொடைக்குள் ஆண்டு வந்தார்கள் உலகத்தில் முதன் முதலாக முடிசூட்டி கொண்ட அரசர்களில் நமூது என்று சொல்லக்கூடியவன் அந்த நமூது என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன் மிசர் நாட்டிலே இந்த உலகத்தை ஒரே கொடைக்குள் ஆண்டு கொண்டு வர வேண்டிய நாளையில் ஆண்டவன் அவனது அவனுக்கு எல்லா விதமான எல்லா விதமான சக்திகளையும் அவனுக்கு வேண்டியாகிய சகலவிதமாவுடைய பொருளாதாரங்களையும் அவ்வளவு நிறைவுபடுத்தி கொடுத்திருந்தான் அதுகொண்ட அவன் அனரப்புக்கும் இல்லாதான் நான் தான் ஆண்டவன் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று அவனுடைய கவும்புகளையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் ஏறி அதன்படி அவனுடைய கவும்புகள் எல்லாம் அவனை ஆண்டவன் என்றும் ரப்பு என்றும் வணக்கி வர வேண்டிய நாளையே நமூ என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் நான் தான் இறைவன் என்று தன்னை பெருமையாக்கி வாழ்ந்து வருகின்ற நாடையிலே நமுருடே இவனுக்கு ஒரு முடிவுகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹூ ஜல்லசானே அந்த நமுரு ஒரு நாள் அவனுடைய அரபனையில் நித்திரியாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கண்டான் கன ஒன்று நமுருதுமே மனதில் தொண்டானே பயங்கரத்தை ின் ஒான மறைக்கின்ற தன்மை போன்றே உதிக்க கண்டான் நம்ம இரவு நேரத்தில் படுத்து நித்திரியாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் பயங்கரமான ஒரு கனவு காணுகின்ற அதி ஒளிமயமாக ஒரு நட்சத்திரம் உதயமாக ஒழியெல்லாம் மங்கி போய்விட்டது அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு ஒளி பிரபாதமாக இருக்கின்றது இதை கண்ட அந்த நமது எழுந்துவிட்டு காலையில் அரசு சபையெல்லாம் கூட்டி அவனுடைய அவருடைய இடத்தில் இருக்கின்ற நுஜூமிகள் நுஜூமிகள் என்று சொன்னால் வானசாஸ்திரம் பூமி சாஸ்திரம் வருங்காலம் நிகழ்காலம் நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களைப் பற்றி சொல்லக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த ஞான சாஸ்திரிகளை எல்லாம் அழைத்து அந்த நமூது என்று சொல்லக்கூடிய கொடுங்கோரன் சொல்லுகின்றார் என்னுடைய நுஜுமிகளே நான் இன்றிர படுத்திருக்கும் போது இது போன்று அற்புதமா கனவு கண்டேன் ஒரு பிரகாசம் அந்த ஒழியில் நின்றும் ஒளிகள் மங்கி போய்விட்டது புதுமை என்ன இதனுடைய காரணம் என்ன இந்த வினாவுடைய தக்பீர் என்ன இதை சொல்லுங்க நம்ம ஊரில் சொல்லக்கூடிய கொடுங்கோலன் சுவாஸ்திரை தான் பார்த்து கேட்கும் தான் இதனுடைய தான் சொல்ல பொது உடனே பத சொன்னார்கள் மாமன்னனே பேரரசரே அதாவது உன்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் நாட்டில் ஒரு அரசாண ஒரு ஆண் பிள்ள ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளையினால அந்த பிள்ளையினுடைய கையினால நீயும் உன்னுடைய கவும்புகளும் ஹலாசாகி போவீர்கள் மடிந்து போவீர்கள் மற்றும் இந்த நாட்டில் உண்டான நம்முடைய நாட்டின் ஊரில் உண்டான மார்க்கங்களையெல்லாம் பொய்யாக்கி இகழ்ந்து இந்த விதமாக ஒரு பிள்ளை தோன்றி உன்னுடைய ஆட்சியையும் உன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை பேர்களையும் இதுதான் நீ கண்ட கனவுடைய உண்மையான பொருள் என்று அந்த நொஜூமிகள் பார்த்து சொல்லக்கூடிய அந்த வல்லுநர்கள் எல்லாம் அந்த வான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அவன் கண்ட கனவுக்கு பொருள் சொன்னார்கள் அது கேட்டவுடனே நமூ என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோதன் பார்க்கின்றான் அப்படியானால் அந்த குழந்தை பிறக்கவே கூடாது அந்த குழந்தை இந்த உலகத்தில் அது பிறக்க முடியாதபடி நாம் தடுத்து விட வேண்டும் என்று உடனே அந்த நமரூது சொல்லுகின்றார் யார் யார் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு போடும் கட்டளையிட்டாராம் பிறந்த குழந்தைகளை கொண்டு விடும் என்று கட்டளையிட்டாராம் மீண்டும் அந்த குழந்தை கருவின் தருவாதா உருவாகாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நமரூது என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் என்ன செய்தானே ஆனால் ஆண்களை வேறாகவும் பெண்களை வேறாகவும் தானே பிரித்து பெண்களை ஊரிலும் ஆண்களை எல்லாம் கொண்டு போய் சரியாக வைத்து அவர்களை நாட்டுக்குள் பிரவேசிக்காதபடி அந்த நமரு என்று சொல்லக்கூடிய கொடுங்கோடு ஆகக்கூடியவன் பாதுகாப்பே வந்தேடுவான் நமருத்த பெரிய நாயன்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 நபி இப்ராஹிம் அலி சல்லா தூசலாம் அவர்களுடைய தகப்பனராகி அந்த ஆசரங்கு சொல்லக்கூடியவர் தான் நமதுக்கு நம்பிக்கையானவர் உடனே அந்த ஆசரை அழைத்து சொன்னார் ஆசரே நீ அவசியமாக ஊருக்கு சென்று வர வேண்டும் என்று அனுப்பி வைக்கின்றார் அப்படி அனுப்பி வைக்கும் போது சொல்லி அனுப்புகின்றார் ஆசரே நீ ஊருக்குள் சென்று ஆக வேண்டிய காரியத்தை அவசரமாக முடித்துக் கொண்டு வீட்டுக்கு போகாமல் உடனடியாக நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று ஆசரை நாட்டுக்குள் அனுப்பி வைத்தார் அனுப்பிர் கொண்டு திரும்புகின்ற நேரத்தில் அவர்களுடைய தோன்றியது நம்முடைய மனைவியை ஒரு முறை பார்க்க வேண்டும் என நினைத்தார் வீட்டுக்கு செல்ல வேண்டும் மனைவியை பார்க்க வேண்டும் சென்று மனைவியை பார்த்த வேண்டும் என்று வீட்டுக்கு வருகின்றார் அவரை அறியாதபடி எண்ணம் தோன்றுகின்றது அவர்கள் அந்த நமக்கு ஆட்சி அவர்கள் பிறக்க வேண்டும் அது ஆண்டவன் அங்கு அந்த வீட்டுக்கு சென்றவர் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவியோடு அவர்கள் அன்பிர அதாவது தன்னுடைய குடும்பத்தோடு தங்கிவிட்டார்கள் தங்கி உடனே அந்த ஆசர் மீண்டும் திரும்பி அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள் வீட்டிற்கு சென்றார்களோ அன்னைக்கு அந்த அவருடைய மனைவியுடைய பயிற்சி நபி இப்ராஹிம் அலி சொலா தோசலாம் சரிபாடாகிவிட்டார்கள் அமருந்தாகிவிட்டார்கள் ஆகவே இப்படி இருக்கும்போது உடனே அந்த நமரூதனுடைய அதாவது அந்த நுஜுவிகள் கணக்கு பார்த்து சொல்லக்கூடிய நுஜுவிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் நமரூன் அவர்களே அந்த குழந்தை ஜனித்து விட்டது தாயுடைய வயிற்றிலே அமன் ஆகிவிட்டது என்று அந்த நுஜூமிகள் சொன்னார்கள் அந்த கணக்கர்கள் சொன்னார்கள் அது கேட்டதும் உடனே ரொம்ப மனதிலே ஆத்திரம் கொண்டு அந்த நமரூன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோல் சொன்னா அப்படியான யார் யார் கர்ப்பதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் கொண்டு போடுங்கள் என்று கட்டளையிட்டார் அப்படி கர்ப்பதிரிகளாக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அதுபோன்று செய்யுகின்ற நேரத்தில் நபி இப்ராஹிமை கர்ப்பமாக நினைத்திருக்கின்ற அவங்களுடைய தாயாறு அவங்களுடைய கண்களுக்கு தெரியாதபடி அல்லாஹுத்தார ஆண்டவன் பாதுகாத்துக் கொண்டார் அப்படி பாதுகாத்ததின் பின்பு இறைவனுடைய அருள் அந்த தாய் அவர்கள் ஒன்பது மாதங்களும் வரைவு பெற்று அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்று இறைவனுடைய துணை கொண்டு அந்த தாயாக கூடியவர்கள் அந்த காற்றுக்குள் யாருக்கும் தெரியாதபடி நல்ல அழகான முறையில் தானே அந்த ஆண் மகனை தானே பெற்றெடுத்து அவர்களை செடிகளும் கொழிகளும் அடர்ந்திருக்கின்ற ஒரு இடத்தில் தான் அவர்களை மறைத்து வைத்து அந்த தாயாக ஆசரிடத்திலே வந்து சொன்னார்கள் கணவரிடத்திலே இவ்விதமாக அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்று ஒரு இடத்தில் மறைவாக வைத்திருக்கிறேன் என்று இது அந்த ஆசர் வரைவாக அங்கு சென்று அந்த பிள்ளையை எடுத்து பக்கத்தில் அழகான ஒரு மறை குகையை தானே அதில் கொண்டு போய் பிள்ளையை வைத்து அந்த குகைவாயலுக்கு பொருத்தமான முறையிலே ஒரு கல்லை வைத்து மூடி அந்த குழந்தையை பாதுகாத்து அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் அப்படி இருக்கும்போது இந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பசிக்கு உணவு கொடுக்க தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்ட என்று அவ்வப்போது இடத்திற்கு சென்று நம்பி புரோஹிம் முஸ்லாம் பாகுடி பருவமாக இருக்கின்ற போது அதுபோன்ற அந்த தாயாக கூடிய பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டு வருவார்கள் அற்புதம் என்னவென்றால் மகனுக்கு பால் கொடுக்க போகும் பிள்ளை தன்னுடைய வரவை தானே வாயிலை வைத்து அதை தூக்கி கொண்டிருக்கும் அந்த அந்த பாகுடிக்கின்ற அந்த பச்சையின் குழந்தையினுடைய கரத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு விரலில் பாலும் மற்றொரு விரலில் தேனும் மற்றொரு விரலில் நெய்யும் இது போன்று நான்கு விதமா மற்றொரு விரலில் தண்ணீரும் இப்படி நான்கு விதமான ஆகாரங்கள் அந்த பிள்ளையினுடைய அவர்களுக்கு அல்லாஹ் குடிப்பாட்டி வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது இது கண்டு அந்த தாய் ரொம்ப புதுமையானார்கள் இப்படி அந்த பிள்ளையை பாலூட்டி வளர்த்து வருகின்ற பருவத்தில் ஒரு வயது பிள்ளை மூன்று வயது பிள்ளையைப் போன்றும் இந்த விதமாக அந்த தாயாக கூடிய கண்ணும் கருத்துமாக அந்த மகனை நாளொறை வண்ணமுமாய் பொழுதொரும் நன் மகனை வளர்க்க வந்தா அந்த நாயகியா நாளில் பிள்ளைக்கு ஏழு வயது என்றும் ஒரு சொல்லின்படி பத்து வயது என்றும் ஒரு சொல்லின்படி பதிமூன்று வயது என்று சொல்லப்படுகின்றது தந்தை ஆசராக கூடியவர்கள் குகைக்கு சென்று பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து வருகின்றார் அப்படி வர வேண்டிய நேரத்தில் அந்தி பொழுது சாயங்கால நேரம் மாடுகளும் குதிரைகளும் ஒகங்களும் இதை கண்ட இப்ராஹி நபி அலிசலா அவர்கள் என்ன என்று அப்பொழுது தந்தை சொல்லுகின்றார் ஆடும் ஆடும் குதிரை ஒட்டகம் என்று இதையெல்லாம் பார்த்தவர்கள் வீட்டுக்கு வருகின்றார் வீட்டுக்கு வந்ததின் பின்பு தன்னுடைய தாயை பார்த்து கேட்கின்றார் என் தாயவர்களே எல்லாருமே அன்னை அவர்களே என்னை படைத்த நாயன் யாரம் இதில் உள்ள விபரம் அதை உலகத்தை படைத்த நாயன் என்னை படைத்த இந்த அப்படக்கூடிய அப்படியானால் உங்களை படைத்த நாயன் யார் என்றார் அதாவது என்னை என்னுடைய நாயன் என்னுடைய கணவராக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்போ அவர்களை கிடைத்த நாயனின் யார் என்று கேட்கும் போது அந்த தாய் சொன்னார் மகனே வாயை மூடு என்று சொன்னார்கள் உடனே இப்படி எதுவுமே பேசவில்லை ஆகவே அது இரவு நேரமானது இரவு நேரமான உடனே அவர்கள் நினைக்கின்றான் இறைவா நீ எனக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று இறைவனை புகழ்ந்தவர்களாக இருக்கும் வானிலே முஷ்ணிக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திர உதயமாக அந்த நட்சத்திரத்தை பார்த்ததும் அப்படி இப்ராஹிம் மனிதனா நினைத்தார்கள் இதுதான் என்னை பிடைத்த நாயனாக இருக்குமோ என்று நினைத்தார்களா நினைத்திருக்கின்ற அந்த நட்சத்திர ஒழியும் மங்கிவிட்டது அடுத்து சந்தேகம் உதயமானது அதை பார்த்து இதுதான் நாயனாக இருக்குமோ என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று நினைத்தார்கள் சந்தேகமும் மறைந்து காலையில் சூரியன் உதயமானது அதை பார்த்து நினைத்தார்கள் நினைத்தார்கள் என்னுடைய ரப்பு யார் என்று கேட்கின்றார் அதை கேட்டு அவருடைய தந்தை ஆசர் என்று சொல்லக்கூடிய சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் அன்பு மகனே உன்னுடைய நாயன் நான் தான் என்று சொன்னார்கள் அப்படியானால் உங்களுடைய நாயன் யார் என்று கேட்டார்கள் அப்பொழுது ஆசர் சொல்லுகின்றார் என்னுடைய நாயன் நமுருவதாக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்படியானால் அந்த நமுருவதை கிடைத்த நாயன் யார் என்று கேட்டார் உடனே ஆசர் ஓங்கி தன்னுடைய மகனுடைய கன்னத்தில் அடித்து வைத்தார்கள் ஆகவே இவ்விதமாக நபி இப்ராஹிம் திருவயதாக இருக்கும் போது அவங்களுடைய உள்ளத்திலே பக்தியும் ஆண்டவனுடைய அச்சமும் அவங்களுடைய உள்ளத்தில் அறிந்துவிட்டது அல்லாஹு தால ஆண்டவன் குரானிலும் அதைத்தான் சொல்லுகின்றான் நாம் இப்ராஹிம் நபி அவர்கள் சிறுவராக இருக்கும் நாம் அவர்களுக்கு நேர்வழி காட்டினோம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றார் அதுபோன்ற நேர்வழி காட்டப்பட்ட நபி இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் மனதில் இவ்வாறு இறைவனுடைய பயமும் இறைவனுடைய பக்தியும் கொண்டவர்களாக வாழ்ந்து வருகின்ற காலம் அதி வல்லி இப்ராிம் அலாம் இறைவன் மீது நம்பிக்கும் இறைவின் மீது உறுதியும் இறைவின் மீது ஈமானும் கரிபாடா இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசிர்விக்கின்ற அவருக்கு என்ன வேலை மரங்களில அதாவது பொம்மைகள் செய்து மரத்தினாலேயே புத்துகான்கள் சுவாமிகளை செய்து அதை விற்பது அவருடைய பழக்கம் அதுபோல நிறைய புத்துகான்களை செய்து தன்னுடைய மகன் இப்ராஹிம் அழைத்து சொல்கின்றார் மகனே இந்த மரத்தினால் செய்யப்பட்ட இந்த சாமிகளை எல்லாம் நீ கொண்டு போய் விற்று பெற வேண்டும் என்று மகனுடைய இடத்திலே கொடுத்து அனுப்பி வைத்தார்களான் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட இப்ராஹிம் அவர்கள் ார்கள்த்து வணங்கக்கூடிய மனிதர்களே இந்த மரக்கட்டையினால இந்த மரத்தினால செய்யப்பட்ட இந்த புத்தான்கள் இந்த புத்தான்களினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்ன நன்மை இருக்கிறது இந்த மரக்கட்டையாக கூடியதை பேசவும் கூடாமது அசையவும் செய்யாமதி வாய் வந்து பேசாமதி நடக்கவும் செய்யாமதி சொல்லுகின்ற இந்த இப்ராஹிம் இவ்வாறு நம்முடைய தெய்வங்களை இகழ்கின்ற நம்முடைய மார்க்கத்தை இகழ்ந்து பேசுகின்ற மனதிலே வருத்தம் கொண்டவர்களாக போவார்களா அது மட்டுமல்ல மீண்டும் அந்த அந்த புத்தான்களை நாம் கொண்டு போய் தண்ணி கரை ஓரத்தில் கொண்டு போய் தண்ணீரை தண்ணீர் குடி என்று சொல்வார்கள் இதை பார்த்தவர்கள் எல்லாம் நம்மளுடைய தெய்வத்தை எவ்வளவு பரிகாசம் பண்ணுகிறார் என்று போவார்களாம் இழிவுபடுத்துகிறதை மார்க்கத்தை ஏனமாக அவர் இழிவாக சொல்லுகிறதை கண்ட அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி நமூதிடத்திலே போய் சொன்னார்கள் நமூது நமூதிடத்தில் போய் சொன்னதும் உடனே அந்த நமூது என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரம் அப்படியானால் அந்த இப்ராஹிமை அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அது போலவே அவர்களை அழைத்துக் கொண்டு போய் நம்ரூதுடைய முன்னிலையில் நிறுத்தினார்கள் நிறுத்திய உடனே அந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் இப்ராஹிமை பார்த்து கேட்கின்றான் ஓ வாலிபனே நீ உன்னை படைத்த நாயன் என்பதாக உன்னை படைத்தவரை வணங்குவன் என்று சொல்லுகின்றாயே உன்னை படைத்த நாயன் யார் நாயனுடைய வல்லமை என்ன என்று கேட்கின்றான் அப்பொழுது நம்பி இரவாகி மறைசரா துவதான் என்னை படைத்த நாயனுடைய சக்தி என்னை படைத்த அந்த ஆண்டவனுடைய மாபெரும் சக்தி அதை சொல்வதென்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய மேன்மை மிகுந்த ஆண்டவனுடைய சக்தியாக இருக்கும் என்று நபி இப்ரோஹி மறைசரா சொல்லுகின்றார்கள் அப்படியான உன்னை கிடைத்த நாயனுடைய சக்தி என்ன சொல்லி என்று சொல்லும் பொழுது என்னை படைத்த ஆண்டவன் ஆனால் மௌத்தான் அவர்களை ஹயா காக்க கூடியவன் ஹயாத்தோடு இருப்பவர்களை மௌசாக்க கூடியவன் இந்த அகில உலகத்தை எல்லாம் படைத்து அதில் உண்டாவாகி ஜீவகோடிகளுக்கு எல்லாம் இரணம் கொடுத்து பாதுகாக்க கூடிய குல்லும் பாடை திருமாளும் உதரத்துடைய ek ek yeleya vandaan இந்த அகில உலகத்தை எல்லாம் பிழைத்து ஆடுகின்ற அபுல் ஆலமின் அவர் கொடுத்த இறைவனுக்கு நிகர் யாருமே கிடையாது அவன் இணை இல்லாதவன் துணை இல்லாதவன் என்று சொன்ன அப்பொழுது அந்த நமருது சொல்லுகின்றான் ஓ இப்ராஹிமே மவுத்தானவர்களை ஹயாசாக்க கூடியவன் ஹயாசோடு இருப்பவர்களை மவுத்தாக்கக்கூடிய சொல்லுகின்றே அதுபோல நானும் சக்தி படைத்தவன் என்று சொன்னான் அப்படியானா நீ எப்படி மூத்தானோ ஹல்லாத் என்று கேட்கும் அப்ப நமருவது சொல்லுகின்ற இரண்டு பேர்களை அழைத்து ஒருவரை அவசியப்பட்டால் நான் வெட்டி ஒருவரை நான் மன்னித்து விடுவேன் என்று சொன்னார் இது கேட்ட நட்பு இப்ராஹிம் பெருசொன்னார்கள் அப்படியா நான் நமருவதே அதாவது சூரியன் இப்ப காலையில் கிழக்கில் நின்று உதயமாகின்றது அதே சூரியனை நீ மேற்கில் இருந்து உதயமாக நான் அவனுக்குற இருக்கும்போது உடனே எல்லாரும் அவர்கள் மீது கடும் கோபத்தோடு நிற்கின்றார்கள் இப்ராஹிம் மீது அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த நாட்டிலே ஒரு ஈது பெருநாள் வருகின்றது பெருநாள் வந்ததும் அதே போன்று அந்த ஆசர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகின்றார் இப்ராஹிமே இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் பெருநாள் இந்த பெருநாளில் அதாவது நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை வழிபட சொல்லுகின்றோம் நீயும் எங்களோடு ஒன்றாகவா எங்களுடைய மார்க்கும் உனக்கு நன்மையை செய்யட்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனி இப்ராஹிம் அவர்களையும் தான் ஒன்றாக அழைத்துக் கொண்டு அவங்களுடைய பெருமாளுக்காக வேண்டி அவங்களுடைய கோயிலுக்காக நபி இப்ராஹிம் அவர்களை ஒன்றாக அழைத்து சென்றார் உண்மை உள்ள பெரியவரும் மகளிர் அன்போடி அழைத்து சென்ற அப்படி அழைத்துக் கொண்டு போகும்போது போகின்ற நடுவெளியிலேயே நபி இப்ராஹிம் சொன்னார்கள் எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் எனக்கு நடப்பதற்கு முடியவில்லை நீங்க எல்லாரும் போயிட்டு நான் இங்க தங்கி இருக்கிறேன் என்று நபி இப்ராஹிம் சொன்னார்களாம் சொன்ன உடனே அப்படி அவங்க நடுவெளியிலே விட்டு விட்டு எல்லாரும் போய் வைத்தார்கள் உடனே நபி இப்ராஹிம் சொன்னார்கள் உங்களுடைய புத்துகான்களை எல்லாம் உடைத்து நேர்மழி காட்டுகிறேன் என்று சப்தமிட்டு கேட்டு சென்றார்களாம் ஆகவே அப்படி சென்றதின் பின்பு அவங்களுடைய கோயிலுக்கு சென்று பார்க்கும் போது அங்கு எழுபது புத்துகள் வைக்கப்பட்டிருக்கின்றது எழுபது புத்துகான்களுக்கும் நடுவாசலில் ஒரு பெரிய புத்துகான் வந்து இருக்கின்றது அந்த பெரிய புத்துகானுடைய அந்த சிறையினுடைய கண்களில் பறிக்கப்பட்டிருக்கின்ற அதாவது சிகப்பு கற்கள் அந்த கற்களுடைய ஒளி பிரகாசமானது அதாவது இரவை பகலாற்றுகின்ற ஒரு மாதம் ஒளி இரண்டு கற்கள் அந்த புத்துஹானுடைய கண்களிலே பறிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி வரை கற்களால் பறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்துகான்களை நாட்டி இருக்கின்ற அந்த கோயிலுக்கு இப்ராஹிம் சென்றார் சென்ற உடனே எல்லாரும் அந்த சாமிகளுக்கு வேண்டிய அதாவது வேண்டிய கிரிகளை எல்லாம் செய்து முடித்து தன்னுடைய மகன் இப்ராஹிமை பார்த்து சொன்னார் ஆசர் மகனே நீ இருந்துக்கோ நாங்க எல்லாரும் வெளியே போயிட்டு செய்யக்கூடிய கிரிகைகள் எல்லாம் முடித்து விட்டு திரும்ப வந்து எல்லாரும் உணவு சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் போனதின் பின்பு நம்பி இப்ராஹிம் சொல்லாம் நல்ல அழகான ஒரு இரும்பு கோடாலியை நிறுத்தி இருக்கின்ற அந்த எழுபது புத்தான்களை தானே நபி இப்ராஹிம் அலி சலாத்துலாம் கையிருந்த கோடாலியை கொண்டு சின்ன பின்னமாகத்தானே அந்த புத்தான்களை எல்லாம் அடித்து மூரி கேடுவார் அழகுள்ள இ வந்து அந்த பெரிய சாமியுடைய உடனே எல்லாரும் சென்றவர்கள் இதை பார்த்த அத்தனை அப்படியே பாதக செய்தி செய்தார்கள் என்று சொல்லும் போது அது சொல்லுகின்றார்கள் இது வேற யாரும் அல்ல ஆசருடைய மகன் இப்ராஹிம் தான் இவ்வாறு செய்திருக்கின்றார் அவர்தான் இது செய்திருக்க கூடும் என்று சொன்னார்கள் உடனே இது தெரிந்ததும் அத்தனை பேர்களும் அரசரிடத்திலே போய் சொன்னார்கள் நமூது இடத்திலே இப்பேர் கொத்து ஒரு பெரிய ஒரு பாதகத்தை செய்துவிட்டார் என்று இதை தெரிந்த உடனே அந்த நமுரு அப்படியானால் அவரை அழைத்துக் கொண்டு வார்கள் என்று சொன்னார் அதுபோன்று நம்பி இப்ராஹிம் அழைத்துக் கொண்டு நமூதுடைய முன்பதாக கொண்டு போய் நிறுத்தியதும் நிறுத்திய உடனே அந்த நமூது அந்த கொடுங்கோலன் கேட்கும் தான் ஓ இப்ராஹிமே இப்படி எங்களுடைய தெய்வங்களை எங்களுடைய புத்தகான்களை எல்லாம் அடித்து ஒருக்கி போட்டீ இது நியாயம்தானா என்று கேட்டார்கள் அப்படி கேட்கும் போது அப்படி இப்ராஹிம் பதில் சொன்னார்கள் அதாவது அந்த புத்தகான்களை எல்லாம் நான் உடைக்கவில்லை அந்த புத்தகான்களை நான் உடைக்கவில்லை அந்த புத்தகான்களுக்கெல்லாம் பெரிய புத்தகா இருக்கின்றதே அதுதான் அத்தனை புத்தகங்களையும் உழைத்து போட்டது ஆகையினால நீங்க வணங்கக்கூடிய தெய்வ மாயத்தை உங்களுடைய தெய்வ திட்டத்திலே கேடுங்க சொல்ல இதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இது போன்று புத்தகளை வைத்து வணங்குவதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நிறைவு நீங்கள் பெற முடியாது ஆகையினால இந்த உலகத்தையும் திராவிடப்படிக்கு அன்னு பாதுகாக்கக்கூடிய ஆண்டன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் அவன்தான் அழுக்கூடியவன் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று நபி இப்புலாம் சொன்னான் இதை கேட்ட உடனே மற்றவர்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த புத்தக்கள் வாய் பேசாது அதுக்கு அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலிஸ்வல்லாத்து உங்க சாமி இடத்துல கேளுங்க யார் இதை செய்தார்கள் என்று சொல்லும் போது நபி இப்ராஹிம் அலிஸ்வல்லாத்து அவர்கள் இவ்வாறு செய்ததற்காக அங்க உள்ள அத்தனை பேர்களும் அவர்கள் மீது மகா கோபம் கொண்டு இதற்கு என்ன செய்வது உடனே இப்ராஹி நபி அவர்களை பிடித்து ஜெயிலில் அடைக்கும்படியாக ஒத்துழைவு கொடுத்தான் அந்த நம்ம அப்படி அவர்கள் ஜெயிலப்பட்டார்கள் அடைக்கப்பட்டதின் பின்பு உடனே அப்போ அந்த கூட்டத்திற்கு எல்லாம் தலைவனாக இருக்கின்றான் அவனுடைய பெயர் ஒரே இரத்து என்று சொல்லக்கூடியவன் அந்த ஒரே இரத்து என்று சொல்லக்கூடிய சொன்னார் மாமன்னரே இப்படி நம்முடைய சுவாமிகளையும் நம்முடைய தெய்வங்களையும் நிகழ்ந்த இப்பேற்பத்தை செய்த இந்த இப்ராஹிமுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் தெரியுமா அவர்களை பெரும் நெருப்பில் தான் போட்டு அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் நம்முடைய தெய்வங்களை இகழ்ந்ததுனால நெருப்பிலே போட்டு அவர்களே எரிக்க வேண்டும் என்று அந்த ஒன்றைய சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் அந்த மம்பன் சொல்லுகின்றார் அதாவது நெருப்பிலே போட்டு எரிக்க வேண்டும் என்று சொன்னதே ஒத்து சொல்லூடியவன் தான் அப்படி நபி இப்ராஹிம் அலிசலாத் அசலாம் அவர்களை நெருப்பிலே போட வேண்டும் என்று யோசனை திட்டம் தீட்டி கொடுத்த அந்த ஒனேரத்துக்கு ஆண்டவன் என்ன தண்டனை கொடுத்தான்னு தெரியுமா சரித்திரத்திலே சொல்லப்படுகின்ற அதாவது நபி மூசா அலி சொலாத் அவர்களுக்கு துரோகம் செய்த அவருக்கு எவ்வளவு எந்த ஒரு காரியம் கொடுக்கப்பட்டதோ அது கியாமத்து கேமத்து நாள் வரைக்கும் அப்பேர் கொடுத்த அந்த கொடுங்கொருள் அவன் எப்படி பூமிக்குள் கியாம நாள் வரைக்கும் அவன் அழிந்து திருக்கின்றானோ அதுக்கு வந்து இந்த ஒதயத்தை என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரனும் பூமிக்குள்ளே அழுத்தப்பட்டு கியாம நாள் வரையும் அவனுக்கு வேலை கொடுக்கப்படுகின்றதா எதற்காக நபி இப்ராஹிம் அனிசுனாத் அவர்களை நெருப்பிலே போட வேண்டும் என்று யோசனை சொல்லிக் கொடுத்ததற்காக இப்ராஹிம் அவர்களை நெருப்பிலே எரிய வேண்டும் என்று சொன்ன யோசனையின்படி அது கேட்டு அந்த நமூத் என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் அதாவது கோதை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே பெரிய பயங்கரமா உடைய ஒரு பெரிய நெருப்பு குண்டலத்தை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய குளியைத்தான் தோண்டி சுற்றி அகழகார கற்களால் கட்டி